Thank mm -hmm. you. அபிஷேக குடும்பத்தில் நினைத்தியாக ஜெயிக்கிறார்கள் நாம் எழுப்புகிற ஜத்தை வேண்டுதலை மன்றாட்டை நேர்ச்சியை நம் பார்த்த நாள உடல் உத்தர முறைய நமக்காக பரிந்து பேசி பெற்றுத்தருகிறார் என்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாள் திருப்பதியில் வாசிக்கப்பட திருப்பதி கருத்துக்களோடும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நம் குடும்ப கருத்துக்களை நம்முடைய ஊரின் ஆலயத்தினுடைய வளர்ச்சியை பங்கின் மறை மாவட்டத்தின் வளர்ச்சியை பொது கருத்தாக நாம் கொடுத்துச் சொல்கிறோம் கொண்டாட நாம் தகுதி பெரும் பொருள் நம்முடைய பாவங்களை கொடுப்போம் எல்லாமே பண்ணியிடமும் se செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் திருச்சட்டமும் கூறுவது வழியை நுழையுங்கள் ஏனெனில் அடிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக கூறுகல இதை கண்டுபிடிப்போம் சிலரே என்றார் ஆண்ட குழந்தை உடனடியாக நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் குழந்தைக்கு சற்று தீவிரமான நோயாக இருக்கும் என நினைத்து அரசு மருத்துவமனைக்குடலும் ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது அப்படி சேர்ந்திருந்தால் இது நல்லதல்ல உடனடியாக குழந்தைக்கு அறுவை சிகிச்சை ஆபரேஷன் செய்யறாங்க மருத்துவர்கள் ஒரு தகவலை தெரிவித்தார்கள் பிறந்து நான்கு மாதமே ஆக குழந்தைக்கு அறுவை சிகிச்சையா என்று பெற்றோர்கள் இருவரும் கண்களவில் குழந்தையை காப்பாற்றி அறுவை சிகிச்சையானது நடைபெறுகின்றது ஒரு வாரம் கழிந்து குழந்தையினுடைய வயிற்றில் பெரிதாகி குழந்தையானது ஒவ்வொரு நாளும் கத ஆரம்புகிறது வயதில் விருதாகிறது மீண்டுமாக கண்டுபிடிக்கிறார்கள் உள்ள இருக்கக்கூடிய இடத்தில் இரண்டாவது அறுவை சிகிச்சைக்கு மேற்கொள்ளப்படுகின்றது பிறந்து கொண்டு வந்து பத்து நாள்கள் மருத்துவமனைக்கு இருந்த பின்பாக வீடு திரும்பினார் வீடு திரும்பி ஏழாவது நாள் வீட்டுமாக அந்த குழந்தையானது வாந்தி எடுக்க ஆரம்பிக்கின்றது பார்த்து எடுக்க ஆரம்பித்தது மீண்டும் அந்த அரசு மருத்துவமனைக்கு ரெண்டு பேருக்கும் என்ன செய்வது தெரியாது குடும்பத்தோடு இணைந்து கடவுளுடைய பாதத்தில் அழுது புலம்புகிறார் பாதத்தில் கண்ணீரோடு அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு பிள்வாக எங்களுக்கு இந்த குளத்தை செல்வத்தை தந்திரேன் இந்த குளத்திற்கு இத்தனை துன்பங்களா பச்சின குழந்தை எங்க சாமி இப்படி பாவம் பண்ணிச்சு வேலையை பாக்குறாங்க சனி கொடுக்க கிடையாது இதையாட்டுகிறேன் என்று நினைத்தீர்கள் என்றான் நம்முடைய வாழ்க்கை துன்றங்களில் துயரங்களில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு நலத்தை செய்தவோ இல்லையோ தீவை செய்யாமல் இருந்தாலும் நாளில் வானலை இரட்டை காரியங்கள் சொல்கிறேன் உதவி செய்தார்ளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நிறுத்தம் தரக்கூடிய நிறைந்த அறுவடை பெற்றுக் அதற்கான அறுவடை ஆசையை வேண்டி தொடர்ந்து மக்களை வளர் நம்ாரர் அந்த அருள்மணி அவர்கள் மாலை பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் மறை மாதத்தில் ஆர்வத்தோடும் பாசத்தோடும் எளிமையா பழக்கக்கூடிய அன்பு நண்பன் இதை நாளில் வருகிறேன் என்று சொன்னார் கேட்டேன் இல்லனே நான் தாய் வீட்டுக்கு சார்ந்த ஆறுபடியே வந்து வந்து பார்த்தா நான் வந்து தான் வர என்ன ஏன்னா சிங்கவாதியில் பயங்கர பழ கிளம்பு என்று சொன்னாங்க எனவே புறப்போடு வந்து அன்பு தந்தை அருள் நேசோடி மூன்று நபர்களில் தந்தையிட கொடுத்திருக்கிறார்கள் மனித வாழ்க்கையை அழகாக்கவை இம்மாவில் அன்பியம் பெண் அருணும் மனித வாழ்மை அல்லதா சொல்வதும் அழகாக்குற <laughs> <laughs> எனக்கு இப்படி வர யாரு கேட்கலையா மனநிலை என்ன இரண்டு மனநிலை முதல் கேள்வி கொண்டிருந்த மனநிலை என்ன இரண்டாம் கேள்வி இந்த இரண்டு மனநிலையிலும் தந்தையவர்கள்